தியானத்தில் இருக்கும்போது ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுது என்ன ஒரு மாதிரி போதையா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அகத்தீசா அகத்தீசா என்னை கைவிட்றாதப்பா அவ்வளவு சித்துக்கள் கைவரப்பட்டவரே அகத்தீசா என்னை கைவிட்டாதப்பா அகத்தீசா என்ன கைவிட்டு அவர் பாடங்கள் பூரா அப்படித்தான் இருக்கும் அகத்தீசா அகதீசா அகத்தீசா அகத்தீசானே தவத்தில் இருக்கும் போது முத்திரை வைத்து பயிற்சி பரம்பரோ பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த முத்திரை பயன்படுத்துங்க சொல்லியிருக்கேன் போது அப்படியே ஒரு கான்சிய ஸ்டேட்ல இருந்து அப்படியே ஒரு நிலைக்கு மேனிபெஸ்டோ வணக்கம் ஆன்லைன் பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ சமீப காலத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பயங்கரமான மோசடி ஆன்லைன் மோசடி வந்து வந்துட்டு இருக்குது ஆன்லைனில் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்காக லோன் ஆப் நிறைய வந்தாச்சு அந்த லோன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோனை அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்ளை பண்ண சொல்லும்போது உங்களுடைய ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுங்கள் அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க கான்டாக்ட டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு லோனை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா உங்களுக்கு லோனு கொடுத்துருவாங்க இப்போது நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோவை மார்க் பண்ணி அதை வந்து ஆபாசமாக சித்தரித்து உங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா பணம் கொடுத்துருங்க இல்லாட்டி இந்த ஃபோட்டோ நாங்கள் உங்கள் கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லாேருக்குமே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி ஒரு பத்தாயிரம் வாங்குவாங்க அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்குவாங்க ஒரு லட்சம் வாங்குவாங்க அப்படி உங்களுக்கு நிம்மதி போயிடும் இந்த ஃபோட்டோவை மற்றவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துடும் அது உண்மை இல்லை அப்படின்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உங்களை சிக்க வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் வாங்குகிற ஒரு நிகழ்ச்சி சில தங்கி நடந்திருக்குது நமது காவல்துறை அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆப் எல்லாம் முடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆப்பெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இன்னிலேருந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்தியை சொல்கிறோம் யூ வால்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது மேஷன் ருப்பின்னு ஒன்று இருக்குது லாரி லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது டிங்கோ லோன் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் தியானத்தில் இருக்கும் போது ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுது என்ன ஒரு மாதிரி போதையா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நல்ல நிலையில அர்த்தம் கவலைப்படாதீங்க மெண்டல் ஸ்டேட் நீங்கள் அச்சீவ் பண்ணது கிடையாது இன்ஃபேக்ட் போறிங்க அந்த நிலைக்கு போறீங்க பட் தூக்கத்துக்கு படார்னு போயிருந்ததுனால அதை விட்னஸ் பண்ணக்கூடிய ஆட்டலை இழந்துடுறீங்க நீங்கள் அதை கவனிக்கக்கூடிய தன்மை இழந்துடுறீங்க தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலை ஆல்ஃபா ஸ்டேட்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டேட் தான் ஒரு மாதிரி போதையான நிலை இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதரகிரியார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐங்குலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி வார்த்தையை கவனிக்கணும் தூங்காமல் தூங்கி சுகம்பெறுவத காலம் அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அடங்கி ஐம்புலன் ஒண்ணும் இல்லாம போய் இறைவனையே சரணாகதி அடைஞ்சு தூங்காம தூங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்குப்பா அதுதான் இருக்கிறது விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை அது ரொம்ப மைனியூட்டா நீங்க உச்சகட்ட தவத்துக்கு போகும்போதுதான் அதை கரெக்டா விட்னஸ் பண்ண முடியும் அது வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு புரியாது அதனால வார்த்தையெல்லாம் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மயக்க நிலை என்பது ஒரு விதமான இறை நிலை அது சூன்ய நிலைக்கு முற்பட்ட நிலை சூன்ய நிலை கிடையாது சூன்ய நிலைக்கு முற்பட்ட நிலை ஒரு மாதிரி அரைக்கண் விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அப்படியே கண் ஒரு மாதிரி அரைக்கண்ணுக்கு போயிடும் அப்படியே போதையாகவே இருக்கும் கண் ரெட்டாக இருக்கும் கண் அப்படியே தண்ணி வர இருக்கும் ஆனால் தண்ணி வராது கீழே வந்து கண்ணீர் சொட்டி கீழே போகாது அப்படியே கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது கண் கலங்கிய நிலையில் இருக்கும் குணங்குடி மஸ்தான் பாயின்னு ஒருத்தர் இருக்கிறார் இருந்தார் அகத்தியரை வந்து முதல்ல அவர் வந்து இஸ்லாம் மர்வத்திலிருந்து அதுக்கப்புறம் அகத்தியர் மேல கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாகிபு அப்படின்பாங்க அவர் பேரை அகத்திய விடுமான அகத்தீசா அகத்தீசா என கைவிட்றாதப்பா அவ்வளோ சித்துக்கள் கைவரப்பெற்றவரே அகத்தீசா என்னை கைவிட்டாதப்பா அகத்தீசா என கைவிட்டு அவர் பாடங்கள் பூரா அப்படித்தான் இருக்கும் அகத்தீசா அகத்தீசா அகத்தீசா அகத்தீசானே சொல்லுவார் அவருக்கேன் மஸ்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா மஸ்த் அப்படின்னா போதைன்னு அர்த்தம் அவருக்கு ஏன் அப்படி போதைன்னு பேர் வச்சாங்கன்னா அவர் அந்த அந்த போதை யோக போதையிலேயே அவர் கண் எப்பயுமே அந்த ஒரு போதை நிலையிலேயேதான் இருக்கு அதுக்காக அவர் சரக்கு அடிச்சிருக்கிறாரு அவர் வந்து கஞ்சாவை பயன்படுத்துறாரு அர்த்தமா அப்படி கிடையாது குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட அவருடைய அந்த அரைக்கன் விழிப்பு நிலையின்னு சொல்லுவாங்க அவரோட அரைக்கன் விழிப்பு நிலையை நீங்க கவனிக்கும் தெரியும் அப்படியே ஒரு அந்த போதை நிலையிலேயே இருப்பாரு அந்த போதை நிலையத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அப்படின்றாங்க இது தூங்குனா அன்கான்சியஸ் போயிடுவீங்க தவத்தில் இருக்கும்போது முத்திரை வைத்து பயிற்சி பரம்பூரை யோகம் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த முத்திரை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் பயிற்சி எப்படி போடணும் அந்த நிலைக்கு போகும்போது அப்படியே ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அந்த அந்த ஸ்டேட்ல எல்லாமே சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனால் சரணாகதி நிலையில இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு யோக சக்தி என்பது வாய்த்து விடும் ஸோ அந்த நிலைக்கு போனா தான் யோக ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களும் ஒவ்வொன்றாக உணர முடியும் ஸோ அதனால அந்த நிலையிலேயே இருந்து ஒன்றும் தவறு கிடையாது என்பதே வந்து உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலை சோ உலக வாழ்க்கையிலேயே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வுலகம் வேற அவ்வுலகம் வேற அருகம் வேற பொருளுகம் வேற நீங்க எப்ப பார்த்தாலும் மயக்க நிலை வந்துருச்சு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கூடாது மயக்க நிலைய கூட உச்சகட்ட நிலையெல்லாம் இருக்குது அந்த நிலைக்கு எல்லாம் போகணும்னா பிராக்டிஸ் வந்து கன்சிஸ்டண்டா நீங்க இதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஒரே விஷயம் பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க பயிற்சி பண்ணுங்கள் அது உங்களை அடுத்தடுத்த கட்டம் தானாக அழைத்துச் செல்லும் எந்தவித பெனிஃபிட்ஸும் இல்லாமல் பயிற்சி செய்யுங்கள் உச்சகட்ட நிலைக்கு தானாகவே அதை அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம் ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவங்களை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்